ஒரு குழந்தையிடம் அவர்களின் அன்றைய தினத்தை பற்றி கேள்விகளை கேட்பது அவர்களைப் பற்றி வெளிப்படுத்த ஊக்குவிக்கிறது ஒரு தொடக்கமாக இன்று நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் குழந்தையை கேட்கலாம் அவர்கள் பதிலளித்த பிறகு நீங்கள் இன்னும் குறிப்பிட்ட கேள்விகளை கேட்கலாம் எடுத்துக்காட்டாக அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் விளையாடியதாக சொன்னால் நீங்கள் எந்த நண்பர்களுடன் விளையாடினீர்கள் நீங்கள் என்ன விளையாடினீர்கள் அல்லது நீங்கள் அதிகம் விரும்பிய விளையாட்டு எது போன்ற கேள்விகளை கேட்கலாம் குழந்தையுடன் அவர்களின் நாளை பற்றி பேசுவது அவர்களின் உரையாடும் திறனை வளர்க்க உதவுகிறது